ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இன்றைக்கி என்னடா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷை தாங்க கொண்டு வந்திருக்கேன் எப்பயும் போல் சொல்கிறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற பில்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஏன் வீடியோவை மறக்காம பார்ப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரிலேஷனுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் கொடுங்க நீங்கள் லைக் கொடுத்தா தான் எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகும் ஏன் வீடியோவை மறக்காமல் யூஸ்ஃபுல்லான ஒரு நிறைய டிப்ஸுகள் இருக்குதுங்க மறக்காமல் ஹெல்த்தி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸும் இதில் நான் கொடுத்துருக்குறேன் இனி வரப்போகிற காலங்களில் உங்களுக்கு நான் கண்டினியூவாக வீடியோ கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கொடுங்க அனு சொல்லி கேட்பாங்க அடுத்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்ட பிறகு வெங்காயம் வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் இந்த இதுக்கு வந்து போதுமான அளவு இது வந்து ஒரு நல்ல நாலஞ்சு தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சிருக்கோம் இதோடவே ஒரு கைப்பிடி பூண்டு தருங்க இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து பூண்டு நிறையா சேர்த்து செஞ்சோன்னாக்கா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும்ங்க இதோடவே உரிக்காத பூண்டையும் தட்டி எடுத்து வந்தோம்னா இதோட தட்டி எடுத்துட்டு ஒரு பத்து ப பத்து பத்துலேருந்து பதினஞ்சு ப பல்லு பூண்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பூண்டு வரோம் இல்லைங்களா இருக்கிறதுக்கு அந்த பூண்டை வந்து தட்டி எடுத்து வந்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிண்டிக்கோங்க நல்லா கிண்டிட்டு இந்த பூண்டோ இந்த வெங்காயமாக வதங்கிறதுக்கு ஒரு எப்பயும் போல் ஒரு சிட்டிக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வர ஸ்டேட்டில் கொஞ்சமாக பெருங்காயம் கோட்டை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாமே பாலக்கீரை வெந்தியக்கீரை அரைக்கீரை தண்டுக்கீரை ப்ரீட்ரூட் கீரை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கீரை வகைகளை வந்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா துண்டி வெடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டாக்கா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நான் காஞ்ச மிளகா சேர்க்க போகிறதில்ல நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகா சேர்க்கலை இது ஓரளவுக்கு கிண்டி விட்ட உடனே வந்து நீங்கள் வந்து கீரையை வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை வந்து சேர்த்துடலாம் நல்லா இப்போ பாருங்கள் எல்லா கீரையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து மித மிதமான நிதானமாக வந்து கிண்டி விடலாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போவே வந்து நம்ம வந்து இது போட உப்பு தேவைப்பட வேண்டாம் ஏன்னா கம்மியாகிட்ட பிறகு இப்போ இரு பார்க்குறதுக்கு இப்போ நிறையா இருக்கிறோன்னு தோணும் ஆனால் வந்து நம்ம அப்படி செஞ்சோம்னாக்கா உப்பு கரைச்சிரும் இதே வந்து கொஞ்சம் தண்ணி வ வதங்கி வந்த பிறகு போட்டோம்னாக்கா அப்போ நம்ம உப்பு போடும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நிதானமாக வந்து இப்படி கிண்டி விடுங்க நிதானமாக மேலும் கீழும் கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பார்க்கறத்துக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கீரை அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ போட்டு எல்லாம் வந்து மிதமான சூட்டில் வந்து அது சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கல் தான் எப்பவுமே வந்து நம்ம சேர்க்கறது வந்து கல் தான் சேர்க்கணும் குழம்பு காவட்டம் எந்த விதமாக இருக்கட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டேன் இதோடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்று டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து கிண்டி கொடுத்துடலாம் கிளரி கொடுத்துடலாம் இது கிளரி கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக வந்து இதில் தாங்க மெயினான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னாக்கா இந்த ஸ்டம் இந்த சமயத்தில் என்னென்ன தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்படி செஞ்சு பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நிப்ப வந்து நான் என்ன அதுன்னு சொன்ன இல்லைங்களா இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து பைத்தம்பருப்பு பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க பைத்தம்பருப்பு ரெண்டு கைப்பிடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி என்னடா கழுவலின்னு நினைச்சிக்காதீங்க இது இந்த இதுக்கு வந்து இப்படிதான் நம்ம சேர்க்கணும் இப்படி சேர்த்தா தான் டேஸ்டா இருக்கும் ஆல்ரெடி நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு தான் பைத்தம்பருப்பு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்படியே சேர்த்துக்கணும் இப்படியே சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது நான் கீரை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வச்சிருக்கேன்றதுனால நான் இன்னொரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் இன்னொரு கைப்பிடி கரெக்டாக சேர்த்துக்கிறேன் மூணு கைப்பிடி மொத்தம் வந்து நான் வந்து மூணு கைப்பிடி சேர்த்துருக்கேன் நான் ஒன்று ரெண்டு கட்டு கீரை வாங்க வாங்கினேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆறு பெரிய தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நான் மூணு கைப்பிடி பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன் மூணு கைப்பிடி பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன் சரிங்களா இது தான் இதனோடய அளவு நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி காலையில் வந்து களி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மறுபடியும் வந்து மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி கேட்பாங்க நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து இடத்துல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் இல்லாமையோ நீங்கள் வந்து ஸ்கிட் பண்ணிவிட்டு நீங்கள் பசங்களுக்கு அப்படியே கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கூட நம்ம கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை வச்சு எடுத்துக்கலாம் நம்ம போதுமான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு அவ் தான் கிண்டி கொடுத்துட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துடலாம் கருமூடி பொட்ட ஒரு அஞ்சு விசில் வரணும் இது பாருங்கள் கடைஞ்சி பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு நல்லா பருப்பு கடைஞ்சி பாருங்கள் நல்லா வந்து இந்த கரண்டிலேயே வந்து இப்படி நல்லா மேஷர் பண்ணி மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து பரிமாற மேற்கொண்டு நம்ம தாலிக்கு போகிறதில் இதுலேயே நெய் நான் நெய் சேர்த்துருக்கேன் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்கள் இப்போ பரிமாற கிண்ணத்துக்கு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பரிமாற கிண்ணத்துக்கு போட்டாச்சு இப்படி வந்திருக்கு பாருங்கள் கீரை மசியல் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிரிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சுக்கலாம் பாய்